laghurar darbar allah allah ranjasawai darbar allah allah saah miran darbar allah allah aaha pramad allah allah aaha pramad allah allah laghurar darbar allah allah ranjasawai darbar allah allah மீரான் தரபார ஆமா எப்போது பார்த்தால் ஏராள கூட்டம் எப்போது பார்த்தால் ஏராள கூட்டம் எல்லா மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம் எப்போது பார்த்தால் ஏராள கூட்டம் எல்லா மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம் அப்பப்ப என்ன பேர் அருள்வள தோட்டம் தோட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம் நாகூரார் தருபார் அல்லா அல்லா ரஞ்ச சவாய் தருபார் அல்லா அல்லா ஆஹா பிரமாத அல்லா அல்ல தட்டிவிட்டால் அங்கே திறந்திடும் கதவு தட்டிவிட்டால் அங்கே கதவு தர்ம பிரபு அவர் தட்டிவிட்டால் அங்கே திறந்திடும் கதவு தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவுப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு வரவு நானும் கொடுத்து விட்டேன் என் பெயர் பதிவு நானும் கொடுத்து விட்டேன் என் பெயர் பதிவு நாகுரார் தர்பார் அல்லாஹ் அல்லாஹ் தரபார் அல்லாஹ் அல்லாஹ் தர்பார் அல்லா அல்லா பிரமாத அல்லா அல்லாஹ் து சிலோர் தாமதமாகும் கொடுப்பது சிலவோர் தாமதமாகும் கேட்டு வந்தோர் நிலைமை கொடுப்பது சிலவோர் தாமதமாகும் கேட்டு வந்தோர் நிலைமை அடித்தாலும் அடிப்பார் அனைத்தாலும் அழைப்பார் அடுத்தம் இலி கை கொடுப்பார் நாகூரார் தர்பார் அல்லாஹ் அல்லாஜ சவாய் தர்பார் அல்ல அல்லான் தர்பார் அல்லாஹ் அல்லா பிரமாத அல்லா அல்ல